வணக்கம் பேங்க் பியூச்சர் ஒன் மினிட் சார்ட் பாக்குறோம் இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா மே தேர்ட்டி பஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஏஎம் மார்க்கெட் ஓப்பானது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு தேர்ட்டி ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா எவ்வரிடே வந்து நமக்கு இந்த சாட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பைப் பண்ணலாமல் செல் பண்ணலாமான்னு கரண்ட்டில் பார்த்திங்கனா ப்ரியஸ் டேனுடைய ட்ரெண்ட் ஸோ செல் கால் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னு நமக்கு கேண்டல்னுடைய கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ கரண்ட்டில் செல் ட்ரெண்டுன்றதுனால ரெட் கலரில் இருக்குது பட் எப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ நமக்கு வந்து இந்த சார்ட் வந்து இன்டிமேட் பண்ணும் கிரீன் கலரில் ஹேண்டில் ஓப்பன் ஆகிட்டு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஒன் அண்ட் டூ ஸ்டாப்லாஸ்ன்னு ஒரு கம்ப்ளீட்டான டீடைல் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய வேலை இந்த வீடியோ எப்படி பார்க்குறீங்களோ ஆக்சுவலி உங்களுக்கு இந்த சார்ட் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும் வரும்போது ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போதைக்கு ப்ரியஸ் டே ட்ரெண்டான டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஆகுது மார்க்கெட் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி மேல வந்துட்டுருக்கு ஸோ அதனால் நமக்கு இப்போ அப்பர் சைட் பிரேக் அந்த பிரேக் அவுட் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இந்த சார்ட்டில் உடனே நமக்கு இன்டிமேட் கொடுக்குது கிரீன் கலரில் கேண்டில் ஓபன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் white கலர் லைன் இருக்குது பாருங்கள் பை எட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கூட லைன் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் க்ரீன் கலர் அண்ட் செகண்ட் ஆரட் கீழ இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் நீங்கள் உங்களுடைய வேலை ஒன்றுமே கிடையாது இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க அதுவே கால் சொல்லும்போது நமக்கு கேண்டில் கலரை மாற்றிடும் என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துரும் டார்கெட் கொடுத்துரும் ஸ்டாப்லாஸ் கொடுத்துரும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால் பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ ஃப்யூச்சர் ட்ரேடர்ஸ் இந்த பாயிண்ட்ல அழகாக எண்ட்ரி எடுக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்திங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் பண்ணுது ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டாகவே ஷோ பண்றோம் ஏன்னா மார்க்கெட் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போது டேரெக்டாக டார்கெட்டாக ஸ்டாப்லாஸ் பார்த்து ஆகுது மார்க்கெட் கால் ஜென்ரேட் ஆயிட்டு இவ்வளவு நேரம் போயிட்டே இருந்து 35,800 ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணவே முடியல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு இப்போ ஒரு 10.30 தேர்ட்டிக்கு பாருங்க கொஞ்சம் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்து ட்ரேடிங் போகுது இப்போதைக்கு 35,820, 840 இந்த ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் போகுது ஸோ மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகதான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு டென் ஃபார்ட்டி ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டென் டென் பாயிண்டாக மார்க்கெட் ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆகிட்டு இப்போ தான் ஒரு டென் ஃபார்ட்டி டூக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லோவா பிரேக் அவுட் வந்து கொடுக்குது மார்க்கெட்டின் ரொம்ப ஸ்லோவாகவே மூவ் பண்ணாலும் நம்ம சைடு ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கொடுத்து நைன்டி பாயிண்ட் அதாவது என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஒரு ஐடியா கொடுத்துரும் எங்கே எண்ட்ரி எடுக்கலாம் டார்கெட் ஒரு சேஃபாக ஒரு ஃபர்ஸ்ட் டார்ட் எங்கே எய்ம் பண்ணிவிட்டு வெளியே வரலாம் அதே லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுனாலும் ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமெட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அதுவே கேண்டல்னுடைய மூவமெண்ட்டை அனலைஸ் பண்ணோம் அந்த பிரேக் அவுட் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த பிரேக் அவுட்டுக்கு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அது பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு கால்ஸ் வரும் அந்த கால் பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹான் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் புரிஞ்சு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you